Window. once more once more once more இறங்கென்று தெரியாமல் சுற்றுதமாய் இங்கே என் வாழ்வும் இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் சேட்ஸ நீங்களும் எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா subscribe பண்ணீங்க பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணி all notification-ஐ தட்டி விட்டுடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு notification-ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க Kinemaster app-ஐ download பண்ணி install பண்ணி எடுத்துக்கங்க install பண்ணிகிட்டு இப்ப அந்த Kinemaster app-ஐ open பண்ணீங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதிலே கிரேட் நியூ அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோல ஒன்பது ஸ்டுட்டு பதினாறுன்றிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு நீங்கள் கேலரியில் போய்ட்டு இமேஜெல்லாம் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கங்க இமேஜெலாம் செட் பண்ணிண பிறகு மேலே பாருங்கள் இண்டாப்ஷன் இருக்கும் அது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இதனுடைய கிளாரிட்டியை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் வளசையில் பார்த்திங்கன்னா அஜஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் சேச்சுரேஷன் இருக்கும் அது ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க ஓகேங்களா நான் ஒரு சிக்ஸ்டி டூ வச்சுக்கிறேன் வச்சுட்டு அப்படியே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அப்ளை டு ஆல் இருக்கும் அதை கொடுத்துட்டு மேலே டிகாப் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் அந்த ஃபோட்டோ இமேஜ் மேலே ஒருத்தர் மறுபடியும் நீ க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் விக்னெட் இருக்கும் வளர சரியில்லை அதை ஆன் பண்ணி வைங்க ஓகேங்களா எல்லா ஃபோட்டோவும் அப்படியே ஆன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு செம சூப்பராக கிளாரிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஆன் பண்ண பிறகு இப்போ வீட் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ரெண்டு ஃபோட்டோக்கு இடையில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அது மேலே நீங்கள் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்த்துற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளேடுன்னு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு ஆறு அனிமேஷன் இருக்குது அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னா மேலே பாருங்கள் வீடு சிம்பிள் மாதிரி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணி வைங்க அப்போ கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் கடைசியில் பாருங்கள் பிளேடுன்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துங்க நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதனால தான் எனக்கு இன்ஸ்டால்ன்னு காட்டுது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இன்டாக்ஸ் இருக்கும் அது கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு நம்மளுக்கு டிஸ்ப்ளேல எப்படி அதேமாதிரி தான் காட்டும் இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நான் எப்படி ஆட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்க ஓகே ஆட் பண்ண பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆஃப்ஸ் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கலர் டெம்ப்ளட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகே அதை எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணிட்டு நீ வளர்ச்சியில் அப்படி ஸ்க்ரோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அகைன் ஒன் ஓர் நீங்க அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதிக செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த இப்போ பிளே பண்ணி பாருங்க இப்போ நீங்க பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நம்ம டவுன்லோட் நீங்க மேல பாருங்க பண்ண பிறகு இப்போ நீங்கள் பேக் கொடுத்துக்குங்க ஓகேங்களா பேக் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு பிளர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு ஓகேங்களா எஃபெக்ட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் போட்டு வந்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட் இருக்கும் அதில் போயிட்டு அதில் ஃபர்ஸ்ட் உள்ளது ஓகேங்களா ப்ளர்னு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளேல எப்படி கிடையாது ஏதோ தான் காட்டும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் அது நீங்கள் ஃபுல்லாக இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணி விட்டுக்குங்க கவர் பண்ணிட்டு மேலே பாருங்கள் டிகாப்ஸ் அது கொடுத்துக்கங்க நீங்கள் நீங்கள் மறுபடியும் நீங்கள் அது மேலே ஒருத்தான் கிளீன் கிளிக் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணி எடுத்ததில்லை அதை நம்ம இதில் திருப்பி கொண்டு வர போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு கெயின் மாஸ்டர் அப்படிலாம் போயிட்டிங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணதில் கிடக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை இந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா செட் பண்ணுங்கள் செட் பண்ணி மேலே டிகாப்ஸும் கொடுக்குங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை ஒரு ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அது எடுத்துக்கோங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே நீங்கள் அதை எடுத்த பிறகு ஓகேங்க நீங்கள் அதை எடுத்த பிறகு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஓகேங்களா இதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் நான் எப்படி செட் பண்ணுறேன் அதேமாதிரி வச்சுக்கிங்க ஓகே செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகே நான் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு மியூசிக் பார் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு ஓகேங்களா இது நீங்கள் அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஆடியோ வந்து ஆன் ஆகிருக்கும் அதுக்கு நீங்கள் அப்படி வளசம் ஸ்க்ரோல் பண்ணுங்கன்னா ஸ்பீடுன்றிருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஆடியோ மியூட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அதில் போயிட்டு நீங்கள் ஆடியோவை மியூட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா மியூட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அதில் மேலே மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி செட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறதுக்கு செம் சூப்பராகும் ஓகேங்களா செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய லிங்கில் டிஸ்கிரிப்ஸில் கொடுத்துருக்க அவங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த லிரிக்ஸ் எடுத்துக்கங்க ஓகேங்களா லிரிக்ஸ் எடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வளசல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்காப்ஷன் கொடுக்கறேன் டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் லைட்டை நீங்கள் மூவ் பண்ணி லைன் எந்த இடத்துல வருதோ அந்த இட உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணுங்கள் அது மறுபடியும் அதுமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைன் எடுத்தால் அப்படி நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜூம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கி இந்த இடத்துல அப்படியே நீங்கள் செட் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராகும் நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு கண்ணிக்கி தெரியாது ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் லைட்டை அப்படி ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவை இடத்துல இப்படி செட் பண்ணுவீங்க பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகும் ஓகே நான் செட் பண்ணி நான் டிகாப்ஷன் கொடுத்தேன் டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ ஸ்டார்டிங் பைன் வாங்க ஸ்டார்டிங் பைன் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மை சூப்பராக இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு க்ளாக் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே எடுத்த பிறகு நீங்கள் மலைசீரில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சின்ன ஃப்ரெய்மில் நீங்கள் செட் பண்ணி வைங்க சென்டரை செட் பண்ணிவிங்க அப்பதான் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்படி நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த டோட்டலுக்கு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த ஃப்ரேம் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா எடுத்த பிறகு அது மூலியத்தில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு டிக்காப் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அது மறுத்துல க்ளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்ததுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் நீங்கள் ஓகே எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு மேலே எப்படி நான் எப்படி செட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்க்கறதுக்கு செம்மை சூப்பராகும் ஓகே இதில் மேலே செட் பண்ணிட்டு விட்டு வீடியோ என்க்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணி விட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்து டிகாப்ஷன் கொடுத்தா மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் நமக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டர்டஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்கள் ஆரம்பி இருக்கா அதை டவுன்லோட் ஆப்ஷன் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவ்ஸ் வீடியோன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்